வணக்கம் நார்மல் கேண்டிஸ்டிக் சாட்டில் கால்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்ல அதுவும் லைவில் கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இது bank நிஃப்டி 1-minute chart, ஒரு ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் இதில் லைவாக நமக்கு ஃபிப்ரவரி 24 Friday ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போதே நைன் ஃபிஃப்டினுக்கே பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு உங்களுக்கு கால் வரையில ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும் இப்ப பைக் கால் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறக்காண்டி க்ரீன் கலர் சிக்னல் மாதிரி நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இன்னி பை கால் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாக இருக்கும் யார் வேணாலும் சரி பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ மார்க்கெட் ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது கூட இந்த இடத்துல தான் ஏன்னா மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியும் பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கலை அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபஸ்ட் ஆர்ட் ஒரு ஒன் பாயிண்ட் கிட்டக்க இருக்குது அதுக்கு மேலே இருக்கிறது டூ ஹண்ட்ரட் செகண்ட் டாரட் இருக்குது அந்த ரெட் கலர் லைன் தான் நமக்கு லாஸ் மெயின்டெயின் பண்ணுற ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி automatically calls வந்து லைவாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இதை பார்த்து ஃப்யூச்சர் ட்ரேடர் ட்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண afford. வாங்க முடியுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் என் ஆஃப் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் நீங்கள் டேரக்டாகவும் ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபர்ஸ்ட் எயிட் மினிட் பாருங்க நமக்கு ஃபிளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு கீழே இறங்குச்சி பட் ரெக்கவரி கொடுத்துருந்துச்சு நைன்த் கேண்டில் ஷார்ப்பாக மேலே வந்ததில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் கிட்ட வந்துச்சு டென்த் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டை பிரேக் அவுட்டே பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ரேக் அவுட் பண்ணிச்சு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி 40,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டூ ரேஞ்ச் பைக் ஆல் ஜென்ரேட் ஆயிருக்கு நமக்கு இங்கே பாருங்கள் டூ டுவெண்ட்டியில் பைக்கால் வந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 மினிட் நைன் சிக்ஸ்டீனுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு மார்க்கெட் மேலே பார்த்தீங்கன்னா டூ வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ டேரெக்ட் ஆப்ஷன் சாட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹெய்ன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி வீடியோப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி சாட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க வர்ற கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம் மேனுவல் ட்ரேடிங் அஸ்வெல்லஸ் ஆட்டோ ட்ரேடிங்கும் ஒரு பாசிபிளான விஷயந்தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்கள் தேங்க் யூ